மாத மைய பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் செய்திக்கு உங்களை வரவிருக்கிறோம் ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம் வலிமை அறியும் தூண்டும் வார்த்தைக்காக கத்திரிய வார்த்தைய கேட்கறது எத்தனை பேர் ஆவலா இருக்கீங்க இது என்ன மாதத்தில் நாம் நாம் இருக்கிறோம் யம் ஒவ்வொரு மாதம் தேவன் வாக்கு தீமோடு கூட டிராவல் பண்ணி நாம் சுதந்திரிக்கும்படியாக கத்த நமக்கு உதவி செய்கிற மாதத்தை மகிமையின் யத்தின் மாதமாக நாம் கொண்டாடி எல்லாரும் மறுபடியும் கையில தட்டி மகிமைப்படுத்த பார்க்கலாம் அந்த மூல வசனத்தை நாம் வாசித்து நாம் தியானிக்க போகிறோம் மூல வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் ரோமரின் புத்தகம் ஒன்பது இருபத்தி மூன்று தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை அவர் என்ன பண்ண சித்தம் உள்ளவராக ஓகே இந்த மெசேஜ் ஷார்ட் வெரி பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்பதற்கு உங்களுடைய இறுதியும் மனதும் திறந்துள்ளவர்களா இருக்கீங்க முதலாவது ஆண்டவர் உங்களை என்னவாக பார்க்கிறாரு ஒரு பாத்திரமாக பார்க்கிறார் பக்கத்துல இருக்கவங்க பார்த்து கேளுங்க நீங்க என்ன பாத்திரம் கேளுங்க பாத்திரத்தை பற்றி தெரியாதவங்களுக்கு யாருமே இருக்க முடியாது இருந்தாலும் அரண்மனையில் இருக்கிறவங்களுக்கும் பாத்திரம் உண்டு சாதாரண குடிசை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பாத்திரம் ஆனா உங்களையும் என்னையும் ஆண்டர் பாத்திரங்களில் ஒன்றாக பார்க்கிறார் என்ற அந்த அறிவு நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இன்னும் மேன்மையாக இந்த பாத்திரம் என்று ஏன் பார்க்கிறார் என்றால் ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கு ஒரு பவர் இருக்கு அதாவது ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார் அதை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு தகுதியை கொடுத்திருக்கிறார் பெற்றுக்கொண்டதை இழந்து விடாத வழிக்கு அதை அதை பிடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பாத்திரத்துக்கான தன்மையை கிடைத்திருக்கிறார் என்ன கேட்கிற அருமையான சகோதரிகள் ஒருவேளை விசுவாசிக்கிறவர்கள் என்ன பண்ணிருக்கணும் நீங்க பல நிலவரத்தில் இருக்கலாம் ஒரு கெசிட்டி வச்சிருக்கிறார் அதற்கான உங்களோடு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக டிசைன் பண்ணப்பட்ட பிரயோஜனமுள்ள செய்திகளை கேட்டு பிரயோஜனத்தை பாத்திரமாக எப்ப மாறுகிறது என்றால் நாம் இந்த பூமியில ஏதோ வங்கம் போன ஒரு நோக்கத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது பெரியதாக இருக்கும் இந்த கிருவையின் பாத்திரத்தை ஆண்டவர் எதுக்காக உருவாக்கினாரா அவருடைய மகிமைக்காக உருவாக்க என்ன ஒரு கேரக்டர் இருக்கு இந்த பாத்திரத்துக்கு ஒரு சர்வீஸ் அத்தாரிட்டி இருக்கு இந்த மூன்றும் உங்க வாழ்க்கையில நீங்க வெளிப்படுத்தும் பொழுது நீங்கள் மகிமைக்குரியவர்களாக மாறுகிறீர்களோ தம்முடைய மகிமைக்காக உண்டாக்கின உங்களையும் என்னையும் ஆண்ட உருவாக்கினது எதுக்காக யாருடைய மகிமைக்காக அவருடைய மகிமைக்காக அவருடைய மகிமைக்காக நம்மை உருவாக்கிறோம் அப்ப அந்த மகிமை என்ன அர்த்தம் அந்த மகிமைனா என்ன அர்த்தம் மூன்று செய்தாலும் உங்களுடைய நாமத்தை கொண்டு செய்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அந்த மகிமைக்குரிய பாத்திரமாக உருவாகி இருக்கீங்க இந்த உலகத்துல எழுநூறு கோடி மக்கள் வாழ்றாங்க அவங்களை போல நானும் வாழ்றேன்னு சொல்றீங்கன்னா அதுல ஒரு மகிமை நீங்கள் மகிமைக்குரியவர்கள் என்ற அடையாளம் எப்ப வருகிறது என்றால் நீங்கள் எதை செய்தாலும் அதுல ஒரு முத்திரை இருக்கு பத்தியா நாமம் இருக்கு பத்தியா அதுதான் மகிமையினுடைய அடையாளம் ஐ அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரி ஒன் ஒருவேளை புதிதான் இது செலிப்ரேட் பண்ணுற கூட்டம் இது எதோ கத்துடைய வார்த்தையை நீங்க கொண்டாடுகிற இன்றைக்கு நான் என்னுடைய மகிமையின் ஐஸ்வர்ய இந்த மகிமை பெற்ற பிறகு இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்துற சில பாத்திரத்தை ரெண்டு அடையாளத்தை மட்டும் நான் உங்களுக்கு காட்டி இந்த செய்தியை நான் முடிக்க போகிறேன் முதல் இண்டிகேஷன் நீங்க எதை செய்தாலும் கர்த்துடைய நாமத்தை கொண்ட கொண்டு வருகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் மற்றவங்க திறமையோடு செய்றாங்க மற்றவங்க பணத்தை வைத்து செய்தாங்க மற்றவங்களுக்கு இந்த செல்வாக்கு இருக்கு இது இருக்கு ஆனா எனக்கும் எதுவும் இல்லை பிரதர் ஆனா உங்களுடைய கிருப இருக்கு முத்திரத்தினால் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க முதல் இண்டிகேஷன் எக்ஸாம்பிள் செய்யறத வச்சுட்டு செய்த அதுல மகிமை இல்லை செய்ய முடியாதது வைத்து ஆண்டல் செய்கிறார்கள் அதன் மகிமை கேட்டீங்கல்ல இந்த புது பாடல் இந்த பாடல் நான் ஏற்ற வேண்டும் என்று கூட உட்காரல நோட் புக் உட்காந்துட்டு கவிதையா எழுதணும்னு கூட உட்கார்ல நல்லா கவனிங்க நீங்கள் எப்பொழுது மகிமையாக மாறுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு நான் தாம்பரத்திலிருந்து வந்துட்டு இருக்கும் பொழுது வண்டியில நானும் தம்பி ஒரு வேலை விஷயமா போயிட்டு வரும் போற வழியில் ராகத்தையும் பாட்டையும் இன்ஸ்பயர் பண்ணி கொடுக்கிறேன் பாட்டு வரிகள் <laughs> அப்படிதான பாரு தினத்துல தெலுங்கு எழுதணும் கொஞ்சம் கொஞ்சமா கேட்கலாம் பொல்லிரிக்கே எழுதுற அளவுக்கு ஞானத்தை எதுக்கண்ணோ பிரேம்க்னா சொல்லி குடுக்குற பிரேம் இந்த மாதிரி வேரடு போடு இந்த மாதிரி வேரடு போடு தெலுங்கு இப்படி எழுதலாம் அப்புறம் அழகு கவிதை நாயத்தோட தெலுங்கு சாங் எழுதுறாரு சோ இட்ஸ் நாட் மீ இட்ஸ் நாட் மை டாலன்ட் இட்ஸ் நாட் மை விஸ்डम இட் இஸ் समथिंग God works in us hallelujah it is the name of the God that brings you up வாழ்கிறவர்கள் மகிமையின் பாத்திரமாக இருக்கிறீர்கள் என்று காட்டுகிறது என்ன தெரியுமா சொல்லுங்க என்னது இந்த பாத்திரத்துக்கு ஒரு கேரக்டர் ஆண்டவர் உருவாக்கும் நீங்க இந்த ப்ராசஸ்ல உருவாக்கும் பொழுது கத்து உங்களை என்ன பண்றாரு ஒரு கேரக்டரை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்னை உருவாக்குகிறவர் என்று சொல்லுங்க எல்லாரும் ஒரு கையில அசைத்து காட்டுங்க பாட்டலாம் ஏற்று நம்ம உருவாக்குகிற ஒரு கேரக்டர் சில கஷ்டங்கள் போகும் பொழுது ஆண்டோர் ஒரு கருத்தை எனக்கு எழுந்தார் மகனே உன்னை நான் ஏன் இதில் நடத்துறேன் என்றா உனக்கு இன்னும் இந்த விஷ்டம் உருவாகாம இருக்கிறது இதனூடாக இந்த விஷ்டம் என்னை கற்றுக்கொள்வா என்ற காரியத்துலதான் நான் உன்னை நடத்துறேன் and it tellumbolde achchariyavagah hallelujah because namak verigra sorganigal namak verigra nindegal namak verigra avamaanangal mattum ulai kurith theemiyai pesugirathu mattum ulai kurith negative ah pesugirathu it's not to hurt don't take it to personal don't take it in a negative way it is god who is leading you because you are lacking something else god wants to bring you something else out of it how many of you are understanding it hallelujah நீங்கள் மகிமைக்காக உருவாக்கப்பட்டு அல்லது மகிமைக்காக வாழ்கிறீர்கள் என்பது என்னேஷன் மாறிக்கொண்டே இருக்க அல்லது நம் உருவாக்கத்திலிருந்து போயிட்டே இருக்க மூன்றாவது இண்டிகேஷன் என்னது சர்ஸ் சொல்லுங்க பாக்கலாம் என்னது அவருடைய திட்டத்துக்காக அவருடைய வேலைக்காக உங்களுக்குள் வெளிப்படும் என்றால் because why? he wants to bring his service through you, hallelujah இட் சர்வீஸ் not that accident that you studied mechanical engineering It is not that accident you studied electronic incident. It is not accident that you did digital marketing. It is God who has led you through because he has separated you for his services exclusively. Hallelujah. Amen, hallelujah. When you understand that, anderninga velangi kollumulude you bring the glory and honor in your life. Hallelujah. Amen, hallelujah. பாத்திரங்களுக்குள்ள சில பாத்திரங்கள் பேசிக்கொண்டு தான் ஒரு யஜமான் வருகிற அவருக்கு ஏதோ ஒரு பாத்திரத்தை பயன்படுத்தணும் சொல்லுங்க அப்போ அலைமாடல வைக்கப்பட்ட ஒரு கோல்டன் பாத்திரம் என்ன பார்க்க பார்க்க அப்படியே மின்னு வேணாலு தகத்தகன்னு இருக்கிறேன் ஜொலிக்கிறேன் என்ன பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிச்சான் எஜமான் கடந்து போனார் அடுத்து சில்வர் பாத்திரம் வந்தான் அந்த சில்வர் பாத்திரம் உங்க முகம் கூட என்னதுல பாக்குற அளவுக்கு நான் எவ்வளவு தெளிவா இருக்கிறேன் சில்வர் பாத்திரம் பாருங்களேன் சூப்பரா சொல்லி தள்ளி போனார் கடைசியா ஒரு மண்பாண்ட இருந்தார் எனக்குள்ள ஒண்ணுமே இல்லை நான் உருவம் பாருங்க மண்பானையா இருக்கிறேன் வெறுமையா இருக்கிற எனக்கு வைக்க கூட கூட இடம் தர மாட்டாங்க தரையில வச்சாங்க ஆட்டோமேட்டிக்கா சில நேரத்துல கால்ல கூட எட்டி உதைக்கிறாங்க எஜமானதான் நீதான் எனக்கு தேவை உன்னை நிரப்புதான் எனக்கு வேணும் நீங்கள் மண் என்பதை அவர் நன்றாக அறிந்திருக்காரு அல்ல லூயா நீங்களும் நானும் யாரு மண்பாண்டங்கள் அதனாலதான் ஒரு வசனத்தை வாசும் இந்த word. அப்ப ஆண்ட மண்பாண்டங்களில் அவர் மண் என்பதை நம்ம நினைச்சிருக்க ஆனா உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் என்ன வச்சிருக்காரு சொல்லுங்கேட் பண்ணுகிற மூன்று முதலாவது வெரி குட் இரண்டாவது கேரக்டர் டிரான்ஸ்மேஷன் மூன்றாவது எழுந்தும் பிரதர் இந்த உலகத்தில் வாழ்றோம் குழந்தையா பிறந்தோம் வளர்ந்தோம் ஸ்கூலுக்கு போனோம் காலேஜ் போனோம் வேலைக்கு போறோம் சம்பாதிக்கிறோம் ஓடு ஓடுன்னு ஓடுறோம் எதுக்கு ஓடுறே தெரியாம ஓடுறோம் அரஜான் வயிற்காக ஓட ஆரம்பிச்சு கடைசியில எதுக்கும் சொல்லுங்க நீங்க அவருடைய மகிமைக்காக உருவாக்கப்பட்டிருமையா இந்த நான் வேதத்தில் நிறைய இருக்கு நம்ம ஒரு பாட்டு கூட வேதத்தில் சொல்லுங்களேன் மகிமையின் ஐஸ்வர்யத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டி பார்த்தேன் உங்க வாழ்க்கைக்கு முன்பாக நான் அதை வைக்க விரும்புகிறேன் அதிகாரத்துல இருபத்தி ஏழு சொல்லும் பொழுது நீங்க இப்படி நடன மாட்டீங்களா ஆண்டரை துதிக்குறீங்களே ரோட்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் பாக்குறாங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல நீங்க ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்க ஒரு ராஜா நீங்க இப்படி அப்ப சொல்றே உங்க அப்பாவுடைய இடத்துல என்ன ஆடு மேய்க்கிற இடத்துல இருந்து என்னை உயர்த்தி வச்ச அந்த தேவனுடைய நாமத்தை இன்னும் இதுக்கு மேலும் கோலியாத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது கோலியாத் உயரமும் பயங்கர வடிவத்தில் இருந்தாலும் இந்த தாவித சொல்றாரு நீ நிதித்தின் சேனைகளின் கத்தருடைய நாமத்திலே நான் வருகிறேன் படைவீரர்கள் என்ன இந்த இருந்தது பட்டயம் இல்ல கேடகம் இல்ல ஈட்டி இல்ல எதுவுமே இல்ல கொண்டதான மகனை இந்த சாதாரண தாவித எதிர்கொள்ளும் பொழுது சொல்றேலேயா இன்னைக்கு நான் உன்னை அடிச்சு யாருக்கெல்லாம் விருந்து கொடுக்க போறேன் தெரியுமா கழுகுக்கும் காகங்களுக்கும் பறவைகளுக்கும் விருந்து வீர வசனம் பேசுவோம் குடுப்பியா நான் என்ன பண்ணுவேன் நான் தேவன் நாமத்தை கொண்டு வருகிற மக்களாக இருப்பீர்கள் என்றால் நான் நான் கொண்டு கத்தர் அபிஷேகம் பண்ண உன் கையை போட்டு குற்றம் இல்லாமல் ஆகாது இருக்க ஒருவன உண்டா நீ பண்ணாதே அபிஷேகம் பண்ணுவன் மேல உன் கையை ஓடாது அதனாலதான் நல்ல தலைவர்கள் அதிகாரத்தில் இருக்கும்பொழுது அவர்கள் செதுக்கப்படுகிறார் நல்ல தலைவன் என்று சொல்கிறவர்கள் யாருமே தனக்கு அதிகாரம் கிடைக்கும் பொழுது பண்ணவே மாட்டாங்க அவங்க தலைவர்களாக இல்லாத போது அவங்க பேச்சு வேற மாதிரி கூட இருந்திருக்கும் அவர்களுடைய நடத்தை வேற மாதிரி சீட்ல உட்கார்ந்த நீதி நியாயம் அவர்களை அவர்களை செதுக்கி கொண்டே உண்மையான தலைவர் இட் கம்ஸ் வித் மூன்றாவது நூத்தி முப்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் வீடு கட்டப்படுகிற மாட்டேன் எப்படிப்பட்டவர் ராஜாவா இருந்தார் அவர் படுக்கிறது எதா இருந்திருக்கும் இளம் பஞ்சில் இருந்திருக்கும் மேல வந்து கத்துடையட்டப்படுகிறவருக்கும் என்ன பண்ண மாட்டேன் கட்டில் மேலே ஏற மாட்டேன் என் கண்களுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன் நித்திரையை வரவிட மாட்டேன் என்று அவருக்கு தெரியும் நான் ராஜாவா ஏற்படுத்தினது தேவனுட வேலைக்காக திட்டத்துக்காக தேவனுடைய செயல் என் மூலமாய் நிறைவேறும்படியாக கத்திரனை இதே போல நீங்க தானியனுடைய வாழ்க்கையிலும் நீங்க பார்க்கலாம் கேட்கிற அருமையான வாலிப தம்பி தங்கச்சிய சகோதரி சகோதரி இந்த கால வழியிலோ செய்தி கேட்டு போறதுக்காக வரல இந்த நேராக கத்திர உங்களை உற்சாகப்படுத்த முடியாதயம் வெளிப்பட வேண்டும் எத்தனை பேர் அதை விரும்புறீங்க பெரிய அந்தஸ்து இல்லாம இருக்கலாம் உங்ககிட்ட என்ன இருக்கலாம் செல்வாக்கு ஐஸ்வர்யத்தை வீச செய்ய போகிறார் என்று விரும்புவீர்கள் அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம் தேவனுடைய நல்ல தைரியமாக அறிக்கை பண்ணுங்க மகிமையின் ஐஸ்வர்யத்தை என் மூலமாய் வெளிப்படுத்துவார் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க பாக்கலாம் என்ன ஐஸ்வர்யத்தை மகிமை கிடையாது இல்லாததை ஒன்றை செய்து அவர் மகிமை கொண்டு வருவாரா உங்களால் எது முடியாது நினைக்கிறீங்களோ அதை உங்களை செய்ய வைப்பாரா mullali the kuda the brother my my yenak idu edukalai le brother idukala door shutta irukku god will make a way for you hallelujah i can chat so many example adha inda paadala naan ungaluk solugiren i'm telling you i'm not a gifted musician praym is a musician there are a lot of gifted musician in our team i'm not a gifted musician but i'm gifted from god hallelujah இன்னைக்கு நீங்கள் என்ன திரும்ப பார்க்கு தப்பு நம்ம கையில் இவ்வளோதான் இருக்கு பிரதர் இல்லை யாரோ சொல்ற நெகட்டிவ் வேர்ட்ஸை நீங்கள் பிலீவ் பண்ணி என்னால் இது முடியாது பிரதர் ஆஃபீஸ்ல உங்களுக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகள் நீங்கள் உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிட்டு அதை நம்புறீங்க வீட்டில் உங்களை யாராவது கேவலமா பேச முடியுது அதை நீங்கள் எடுத்துக்கணும் அதுதான் நம்புறீங்க பட் வேதம் என்ன சொல்லுகிறதோ எடுக்கிறவர்கள் இவர்கள் எல்லாம் தாண்டி வெளியே வருவார்கள் They will bring the glory of God outside their life. Alleluia! You will bring the glory of God in your life. You will bring the glory. I swear to God, they will come. Alleluia! I swear to God, you will come. Amen! Alleluia! This is your exercise. It's a spiritual exercise. Don't be shut in the presence of God. We are living in the presence of God. இப்படிப்பட்ட கூட்டத்தை உருவாக்கவில்லை மகாபாரத்தை முதல் முதல்ல சமஸ்கிருத்தல டிரான்ஸ்லேட் பண்ணது யார் தெரியுமா சொல்லுங்க பாக்கலாம் கைஸ் அவர் கண்ட்ரி யோ கண்ட்ரி யோ ஹிஸ்ட்ரி மை ஹிஸ்ட்ரி மகாபாரதம் தெரியுமா அது சமஸ்கிருதம் முதல் முதலில் டிரான்ஸ்லேட் பண்ணது யார் தெரியுமா எழுதினது டிரான்ஸ்லேட் பண்ணது और इंग्लिशला सॉरी संस्कृतला हिंदी इंग्लिशला ट्रांसलेट பண்ணதோ ஏதோ ஒரு मुलीला ट्रांसलेट பண்ணது यार தெரியுமா it is a brilliant carry a missionary voted UK ல இருந்து ஷூ தெக்கற தொழிலாலியா இருந்து ஷூவ தெச்சு கொண்டிரတဲ့ காப்லர் வேலை பண்ணிட்டு இருந்த ஒரு மகனுக்கு ஆண்டர் இன்ஸ்பிரேஷன் கொடுக்கறாரு இதல்ல उन्हோட வேலை ਉਹ வழுத்து படுற பாகையது பண்ணிட்டு இருக்க ஓகே ஃபைன் கொஞ்ச நாள் வரைக்கும் கற்றுக்கொள்ள இந்த ட்ரெயினும் உனக்கு மிக முக்கியமானது இதுவும் சாதாரணமான வேலை இல்லை நல்ல வேலை தான் பட் இதுவும் இல்லை நான் உனக்கு வைத்திருக்க திட்டம் உன் மூலமாய் நான் கொண்டு வர மகிமை பெருசா இருக்க போகிறதுக்கு போயா பண்ண மகள் மகளுக்கு பல பிரச்சனைகள் வரும் வழியிலே அவருடைய மகன் இறந்துட்டான் மகனை அடக்கம் பண்றது கூட இது இல்லை கடல்ல அப்படியே இறக்கி விட்டேன் கயிறை கட்டி கல்லை கட்டி அப்படியே இறக்கி விட்டான் பிரச்சனைகளை சந்தித்து இந்தியாவுக்கு வந்தாங்க நாற்பத்தி ரெண்டு இந்திய மொழிகள் பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கோம் எழுந்து ஆனா நமக்கு என்ன பண்றோம் இங்கிலீஷ் வர மாட்டேன் ஹிந்தி கஷ்டமா இருக்கு படிப்பு கஷ்டமா இருக்கு ஒரு சூத்திருக்கிற தொழிலாளிய ஆண்டு 42 ரெண்டு மொழிகள் மொழிகளில் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ண வைத்த மகிமைதான் இந்த இந்த வசனத்துக்கு You are limiting yourself, you are limiting yourself, you are limiting with your words, you are limiting with your thoughts, you are limiting with what others are saying, you are limiting with your failures, you are limiting with your circumstances but you are not believing, you are a vessel meant for glory. Hallelujah, when you are making a one-off path, you will forget. வந்திமையின் ஐஸ்வர் என்ன பார்க்கிறோம் ஐஸ்வர் வெளிப்பட்டதை மகிமைக்காக வாழ்ந்த ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்தி கூட்டமா நீங்க சொல்லுங்க ஐஸ்வர் நாப்படைய அவர் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதிட்டாரா புதிர் பாட்டு முழுமையா நானூறு பேஜ் பக்கத்துல டிரான்ஸ்லேட் பண்ணி ரெண்டு மூணு மொழிகள்ல வச்சிருக்காரு இந்த வாரம் எறாது நாம் பாத்திரம் யத்தை வெளி எத்து வடிவம் கொடுத்த ஒரு மிஷினரி ஆகிய சில மொழிகளுக்கு எழுத்து வடிவம் கொடுத்திருக்கிற அழகான உருவாக்கத்தை இந்த உருவாக்கியிருக்க அவர் மட்டுமல்ல மகிமையின் ஆச்சு என்பதை உணர்ந்த அருமையான சகோதர சகோதரன் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை உங்களை தீர்மானிக்கிறார் நெவர் அலாவ் எனி நெகட்டிவ் வேர்ட் அதை மற்றவர்கள் சொல்லுகிற உங்களை குறித்து எதிர்மறையான கருத்துகளை உங்களை மனதில் வைத்து அதுதான் உங்க வாழ்க்கை தீர்மானிக்கிறது என்று நினைத்திருப்பீர்கள் என்றால் அல்லது எதுவும் இந்த உலகத்தில் பறந்துட்டோம் பிரதர் போயிட்டே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் என்றால் நாம் பேசுகிற இந்த விசுவாசத்தோடு பேசுகிற இந்த கூட்டம் இது சாதனமாய் வாழக்கூடிய கூட்டம் அல்ல இதுல இருந்து ஆண்டோர் ஒரு சந்ததியை எழுப்ப போகிறார் என்று நான் சந்ததி மகிமையின் சந்ததியையும் மகிமையின் ஐஸ்வர் வெளிப்படுத்துகிற சந்ததியுமாய் கத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார் இந்த வாரத்தில் இந்த செய்தி கேட்ட பிறகு ஒப்பு கொடுத்து சாதன வாழ்க்கையை வெறுத்து தள்ளுங்க அன்றாடமாய் நாம் செய்கிறதான கடமைக்காக செய்கிறத மட்டும் செய்ய உங்களுக்கே தெரியாத அநேக காரியங்களை கத்திர உங்களுக்குள் வைத்திருக்கிறார் இந்த மண்பாண்டுங்களை பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார் அந்த பொக்கிஷத்தை வெளியே கொண்டு வர நீங்கள் கவனமா இருங்க அந்த பொக்கிஷத்தை நீங்க வெளியே கொண்டு வரும் பொழுது மகிமையை கொண்டு வருங்க அந்த மகிமையை கொண்டு வரும் பொழுது அது அதிகரிக்க அதிகரிக்க மகிமையின் ஐஸ்வர்யத்தையும் உங்கள் மூலமாய் வெளிப்படுத்த செஞ்சப்பட்டவராயிருக்கிறார் நம்ம எல்லாரும் முழங்கால் பயிரிடுவோமா மெல்ல முழங்கல் படிடுவோம்